சாமடின் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜு நண்பன வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநல்லாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோடய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விழுக்கலாம் போகிறோம் சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக திகழ்வது திருநள்ளார் இந்த திருநள்ளாறை சுற்றியும் நிறைய தர்பி பொருட்கள் அலர்ந்து வளர்ந்து இருப்பதால் அதை தர்பாரண்யம் அப்படின்னு முதல்ல அழைச்சாங்க பிறகு அதை நகவிடங்கபுரம் அந்த தளம் பெயர் பெற்றது இந்த தளம் வந்து சப்த விடங்கன் இதுவும் ஒரு தளம் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோட பேர் என்னன்னா தர்பாணேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையோட பேர் என்னென்னா பிராணேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இங்கே வந்து சுயபுவாக சிவபெருமானு இங்கே இருக்கக்கூடிய அந்த த தர்பாய் காட்லாம் தோன்றியதுலாம் அந்த தர்பாய் தழும்புகளோட நம்ம எல்லாேருக்கும் காட்சி அமைக்கிறாங்க மேலும் இங்கே இருக்கக்கூடிய சுயபெரிமானம் வேண்டுனால்தான் நலமகாராஜாவுக்கு தன்னோட தனக்கு தன தான் பிடிச்சிருந்த சனிதோஷம் விலகி வாழ்வில் சகல சௌபாகியங்களை பெற்றாங்க அதனாலயே இந்த இந்த தளத்துக்கு வந்து நல்லார் அப்படின்னு இந்த தளம் இந்த தளத்தில் வந்து யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்வாழ்வு அளிக்கிறதா சிவபெருமான் கட்டளை இட்டம் வரையே சனீஸ்வர பகவான் அந்த அந்த பணியை ஏற்றுக்கொண்டு செஞ்சுட்டு வராங்க இந்த தலம் வந்து அப்பர் சுந்தரர் திருநாள் சம்பந்தர் ஆகிய மூவராலேயும் பாட பாடல் பெற்ற தளம் இந்த தளம் இப்போ இந்த தளத்தோட தர பார்க்கலாம் வாங்க சேதி நாட்டோட இளவரசியான தமையந்தி தேவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டு நலனுங்கிற ஒரு மன்னனை திருமணம் செய்து கொண்டாங்க இதனால் கோபம் கொண்ட தேவர்கள்லாம் சனி சனீஸ்வர பகவான் மூலமாக அந்த நலனுக்கு சோ அந்த நலனை சோதித்தாங்க தன்னோட சொத்தையும் தன்னோட மனைவியையும் நலன் மேலும் மன்னனான நலன் தன்னோட ராஜ பதவியை ஒரு சேவகனாகவும் பணியை புரிய ஆரம்பித்தாங்க இறுதியில் திருநெல்வாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை சரணு சுயபுரமான வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய நலத்தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானோட அருளால் அவங்களுக்கு திரும்பவும் அவங்களோட சொத்து நாடு மற்றும் மனைவி திரும்பவும் கிடச்சிட்டாங்க இந்த கோயில் வந்து இந்த கோ இந்த இந்த தளத்தோட இந்த தாட்டில் இருக்கிற தீர்த்த தொடங்கன்னா மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோயிலை வந்து ஒரு சேட்டலைட் வந்து கிராஸ் பண்ணும் அது செயல் இழந்து அது வந்து இந்த கோயில் வந்து அந்த கோயில்கிட்ட வரும் போது அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக இது செயல் இழந்து போயிட்டு திரும்பவும் அதை வந்து க க்ராஸ் பண்ண உடனே திரும்ப பழையபடி ஆகிடுது இதை மாதிரி இந்த கோயில்கிட்ட கூம்புவா மட்டும் இப்படிங்க அதுன்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சி ஒரு தகவல் கிடச்சிது அது என்னன்னா ஸ்பேஸ்லேருந்து வந்து கருநிறமான கதிர்வீழ்ச்சிகள்லாம் அந்த கோயிலுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அதனால தான் அந்த வழியாக சேட்டலைட் வந்து அந்த அவங்க கிராஸ் பண்ணும் அந்த கோயிலை அந்த கருநிறமான கதிர்வீழ்ச்சினால அது செயல போயிடுது திரும்பவும் அதே மாதிரியே பழநிலமை கலுது இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே அந்த திருநள்ளா அந்த திருநெல்லை சுற்றி இருக்கக்கூடிய பதிமூணு கிலோமீட்டரில் சனி சனிக்கோவில் வரக்கூடிய அந்த காந்தாலயங்கள்லாம் இருக்குது இதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களுக்கெல்லாம் சனி தோஷம் அதிகா அதிகமாக பாதிப்பதில்லை இது மட்டும் இல்லாமல் சனி ஏழரை சனி இது போன்ற எந்த விதமான சனி தோஷம் இருந்தாலும் அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டத்தில் நீராடி அவங்களோட எந்த விதமான சனிதோஷமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும்ங்கிறது ஒரு நிச்சயம் விஞ்ஞான சம்பந்தர் பாடிய போக வார்த்தை பூல் மலையால் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம பாருங்கன்னா நமக்கு ஒரு இது நமக்கு ஒரு சனிதோஷம் இருந்தால் கூட அது போகிவிடும் அது நிச்சயம் சனி பகவானால யார் கொடுமையாக கூட பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த அந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானா நல்ல பழங்கள் கிடைக்கும்ங்கிறது நிச்சயம் கோயிலை வந்து நேரிலே படம் குடிச்ச சில காட்சிகளெல்லாம் இப்போ அவங்களுக்கு அதையும் சந்தைராஜ் நன்றி வணக்கம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் பாரதி விதி கோட்டிச்சேரி தரமான பொருட்களை சுகாதாரமான முறையில் பேக் செய்து மலிவான விலையில் வாடிக்கையாளர்களுக்கு தரும் இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் ஆரோக்கியமான வாழ்விற்கு தரமான மற்றும் சுகாதாரமான உணவே தேவை அதற்காக நீங்கள் நம்பி வாங்க வேண்டிய இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் சிறந்த தரமான மலிவான மற்றும் சுகாதாரமான மளிகை மற்றும் உணவுப் பொருட்களை வாங்க சிறந்த இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் இது மக்களின் சூப்பர் மார்க்கெட் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் பாரதி விதி கோட்டிச்சேரி இப்போ நம்ம வந்து திருநெல்வேறுலாம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட கோயிலுக்கு வந்துருக்கோம் இது வந்து இது வந்து தர்பாரண்யம்னு முன்னாடி அழைச்சி கொண்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து தர்பார் பொருட்கள் அதிகமாக வளர்ந்துருக்குது அதுக்கப்புறமா இது வந்து நகவரங்க நக நகவிடங்கப்புரம் அப்படின்னு அழைச்சாங்க இது சப்த விடங்க சப்தவிடங்குன்ற திருத்தலந்தங்களில் ஒன்றுங்கோ இப்போ கோயிலுக்கு போய் மொத்த விஷயத்துலாம் பார்க்கலவாங்க மூணு நான் இருக்கிறாங்க மக்கெல்லாம் சொல்ல இது வந்து சட்ட விட தளம்ல மிகவும் ஒரு தளம் ஆகும் இப்போ நம்ம இந்த தளத்தோட தளவிறச்சமான தர்பயை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த தர்பயை வந்து நம்ம ஈஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தால் நம்ம அந்த தர்பயை பார்க்கலாம் என்னடா என்ன ஈஸ்வரனை காட்டல அப்படின்னு யோசிக்காதீங்க நாங்கள் வந்து இந்த பதிவோட இறுதியில் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம் இப்போ நம்ம அப்படியே நடந்து போகிறோம் இந்த பின்னாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திகேஸ்வரோட சந்நிதி இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு போய் கொண்டு இது வந்து இது வந்து கோல்களில் ஒரு கோளான சனி பகவான் கோலுக்கு உரிய சிறந்த ஒரு திருத்தலம் நம்ம சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு போய் கொண்டு இந்த வாசலில் இருந்து அந்த பக்கமாக திரும்பணோன்னா லெஃப்ட் சைடாக திரும்பினோன்னா நமக்கு சனீஸ்வர பகவானோட சன்னிதியும் அன்னை பிராணேஸ்வரியோட சன்னதியும் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கும் வந்திருக்கிறோம் அனைவரும் சனீஸ்வர பகவானை சேவித்துக்கொள்ளுங்கள் சனி சனி சனி தோஷத்துலேருந்து விலகிறதுக்காகவும் வாழ்வ நலம் சனி பகவானை அனைவரும் நீங்கள் சேவைச்சு இதுதான் வந்து சனி பகவானோட சந்நிதி இப்போ நம்ம அன்னை பிராணேஸ்வரியை நம்ம தரிசிக்க போகிறோம் இதுதான் அன்னை பிராணேஸ்வரியின் சந்நிதி அனைவரும் அன்னை பிராணேஸ்வரியை சேவைத்து கொள்ளுங்கள் இது வந்து மிகவும் பழமையான கோயில்னு சொல்லப்படுது இப்போ நம்ம அன்னை பிராணேஸ்வரிய தரிசித்து விட்டுட்டு மீண்டும் ஒரு தடவை நம்ம சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறோம் இப்போ இந்த திருநள்ளாறில் வந்து நீங்கள் வந்து சனி பகவானை தரிசித்திங்கன்னா உங்கள் வாழ்வில் நீங்கள் நலம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் இருந்தால் கூட அது உங்களுக்கு விலகிவிடும் எனக்கு தெரியும் நீ இந்த கொரோனா காலத்தில் வந்து எங்கள் யாராலையுமே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அனைவரும் சனி பகவானையும் ஈஸ்வர பகவானையும் பிராணேஸ்வரி தேவியையும் நீங்க சேவைச்சு கொள்ளுங்க சனீஸ்வர பகவான சேவைச்சு இப்ப நம்ம சனீஸ்வர பகவானை வேண்டி வெளியில வரும் இப்ப நீங்க நேர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடிமரம் தெரியும் அங்கதான் வந்து ஈஸ்வரனோட சந்நிதி இருக்குது இப்போ நம்ம இந்த கோயில் மூலம் இந்த கோயம்புனோட தர்பானேஸ்வரரை நம்ம சந்நிதிக்கு நம்ம போறோம் இப்ப அனைவரும் தர்பானேஸ்வரரை சேவிச்சு கொள்ளுங்க இப்ப நம்ம தர்பானேஸ்வரரோட சந்நிதியில இருக்கிறோம் அனைவரும் தர்பானேஸ்வரரை சேவிச்சு கொள்ளுங்க எப்படி நலமகாராஜா தன்னோட சன்னிதோஷத்தை போக்குறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய தர்பானேஸ்வரரையும் சனீஸ்வர பகவானையும் வேண்டிக் கொண்டு நலத்திட்டத்தில் குளித்து சனிதோஷம் போகி அண்ணன் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்றாங்களோ அதே நீங்களும் இந்த தர்பானேஸ்வரரையும் சனீஸ்வர பகவானையும் சேவிச்சு நீங்களும் அனைவரும் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெறுமாறு சாமணியின் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஒரு பதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரைய உங்கள் ஜகிராஜ் Thank you.